ஹாய் ஹலோ வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிற படம் எஸ்டேட் அப்படிங்கிற ஒரு த்ரில்லிங்கான படம் இந்த படத்தோட கதையில் என்ன இருக்குது அப்படிங்கிறத படத்தை பார்த்துட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க படத்தோட ஸ்டார்டிங் சீனில் ஒரு ரிப்போர்ட்ரு வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காரு அந்த எஸ்டேட்டில் யாருமே கிடையாது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு எஸ்டேட்டில் சில மந்திரவாதிகள்லாம் இருக்காங்க அதை வீடியோ எடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு ரிப்போர்ட்ரு தான் செல்ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு போயிட்டு இருக்காப்பில உள்ள பார்த்தாக்கா ஒரு சின்ன பொண்ணை வச்சுக்கிட்டு மந்திரவாதிகளை யோகம் பண்ணிட்டு இருக்காங்க மரணம் யோகம் பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ திடீர்னு பார்த்தா முன்னாடி இந்தியாச்சியா அதை பாதுகாத்துக்கிட்டு அதெல்லாம் மெயின்டென்ஸ் பண்ணிட்டு வந்தது சின்னாச்சு இப்படின்னு ரெண்டு பேர் இருக்காங்க சின்னாச்சி பெரியாச்சியோட சொந்தக்காரர் பெரியாச்சி தான் இந்த எஸ்டேட்டை வாங்கினாங்க ரொம்ப வசதியானவங்க இவங்களை நம்பி தான் இந்த கிராம மக்களோட வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருந்தாங்க ரொம்ப நல்லா போயிட்டு இருந்தது ஒரு கட்டத்தில் இந்த எஸ்டேட்டுக்கு நடுவில் ஒரு கோவில் இருந்தது அந்த கோவிலை வந்துட்டு இடிச்சு தரமட்டமாக பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் நம்ம பெரியாச்சுக்கு உடம்பு சரியில்லை அதனால நம்ம சின்ன என்ன பண்ணியிருக்காங்கன்னா சில ஏகங்கள்லாம் பண்ணியிருக்கிறாங்க அது மாதிரி பண்ண சில நாட்கள்ல வந்து நம்ம பெரிய இறந்து போயிட்டாங்க சொந்தக்காரங்க நெருங்கணவங்க கிடையாது யாருமே தமிழகத்தை சேர்ந்த ஒரு வதந்தி பரவி அந்த சமயத்திலேயே சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த எஸ்டேட்டுக்குள்ள பெரியாச்சு இருக்காங்க அவங்களோட சொத்து ஏகப்பட்டது அந்த சொத்தெல்லாம் உள்ளதா இருக்கு அதை எடுக்கக்கூடாது அதை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரியான ஒரு கட்டுக்கதைகளை இந்த பக்கத்துல இருக்கா சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க அது மட்டும் அந்த குடோன்ல அதாவது அந்த எஸ்டேட் மாளிகையில ஏகப்பட்ட கொலைகளும் நடக்குது இது எல்லாமே ஒரு பக்கம் மர்மமா இருக்குது போலீஸும் இதை பத்தின எந்த ஒரு தகவலும் நடவடிக்கைகளும் எடுக்கிறது கிடையாது இப்படி இருக்கிற சூழ்நிலையில தான் இதனை பத்தி விசாரிக்கிறதுக்காக திரும்ப நம்ம படத்தோட ஹீரோனி அவங்களும் ஒரு ரிப்போர்டர் இப்ப ஊர் மக்கள் அங்க இருக்கிற வசிக்கிற பகுதி மக்கள்கிட்ட போயிட்டு ரிப்போர்ட்டரா போயிட்டு பேட்டி எடுக்கிறாங்க இப்ப ஊர் மக்கள்ல சில பேர் என்ன சொல்றாங்கன்னா இந்த வதந்திங்கள்டர் நல்ல விஷயம் தெரிஞ்சாலும் அவங்களோட அக்கா குழந்தையவே வந்து அதாவது மந்திரவாதிகளுக்கு கொடுத்திருக்காரு அக்கா வீட்டுக்காரும் நடமாட்டமும் ஒருத்தர் ஆரம்பத்தில் வந்து பிளே பண்ணி ஒருத்தர் பார்த்துட்டு இருக்காரு அவங்களோட மேலர் இந்த பேசியெல்லாம் கத்து வச்சிருக்காரு போயிட்டு அவர்கிட்ட கேட்கிறேன் வெளியே அனுப்பிவிட்டு வடிவேல வந்து உட்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க விஷயம் என்னன்னா இவங்க ரெண்டு பேரும் ஆல்ரெடி லவ் பண்ணிருக்காங்க இப்போ சில கருத்து வேறுபாடு காரணமாக ரெண்டு பேருமே பிரிஞ்சிருக்காங்க இப்ப பறவைபடி அப்படி மிங்கிள் ஆகிறாங்க ஏன்னா நமக்கு காரியம் முக்கியம் இல்ல அதனால சில அட்ஜஸ்ட்மெண்ட் பண்றாங்க நம்ம ஹீரோனி இப்ப நம்ம ஹீரோனியும் இமீடியட்டா அதுக்குள்ள நம்ம இன்னிக்கே ஆகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்ப கட் பண்ணா இந்த எஸ்டேட்டு மலைப்பகுதியில தான் இருக்கு இப்படி மலைப்பகுதிக்கு போற வகையில் சில செக் போஸ்ட் எல்லாம் இருக்கும் அங்க ஒரு பிரச்சனை இப்ப நம்ம படத்தோட இன்னொருத்தரை காமிக்க இவரு போலீஸ் அதிகாரி இப்ப அந்த பேர் இருக்கான் அவனை என்ன சொல்றான் இன்னைக்குள்ள வேற ஒரு வழிதான் இருக்குது ஒரு நாள் சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க இவங்க போற வழி சுத்தி வழி இந்த மொத்த மலைப்பகுதியில் இதுவரைக்கும் ஒருத்தம் கூட வெளிவந்ததுல அப்படிங்கிற கூட்டிட்டு போறவர் கேட்கிறார் ஒருத்தர் அனுப்பினார் அவர் போயிட்டு ஒரு கார் ஒன்னு உள்ள நீங்க போயிட்டு வாங்க மூர்த்தி ஒரு கான்ஸ்டபிள் உள்ள போட்டு என்ன பாருங்க உள்ள சத்தம் கேக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லி இருப்பாரு அனுப்பி இருப்பாரு அவருமே தயங்கி தயங்கி உள்ள போயிட்டார் அவருக்கு என்ன சொல்றாரு நீ உள்ள போகாதுல அவனுக்கு வந்திருக்காங்க இப்போ அவங்களுக்கு ட்ரீட்மென்ட் பண்ண வந்திருக்காங்க இப்போ நம்ம ஹெட் போலீஸ் அதாவது இன்ஸ்பெக்டர் நீங்க கிளம்புங்க இந்த பிரச்சனை வேற மாரியா போயிட்டு இருக்கு நீங்க கிளம்பிடுங்க டைவிஷன்சி சொல்றாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இப்போ அவங்களோ இந்த மாதிரி blood போயிட்டு இருக்கு ட்ரீட்மென்ட் சொல்லி என்ன இவ்வளவு தூரம் கூடிட்டு வந்தீங்க ஆம்புலன்ஸ் வரதுக்கு லேட் ஆகும் என்ன பேசிட்டு இருக்கீங்க நான் ட்ரீட்மென்ட் பண்றேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அப்ப நம்ம போலீஸ் ஆபீசர் SI போலீஸ் என்ன சொல்றாரு உள்ள வரச் சொல்றாரு அத பத்தி பேசிட்டுதாங்களா உள்ளேயும் இருக்காங்களா அப்படினு சொல்லிட்டு நம்ம டாக்டர் அம்மா உள்ள வட்றாங்க கத்துற சத்தம் கேட்டு வட்றாங்க இப்போ பின்னாடியே நம்ம போலீஸ் ஆபீசரும் இப்ப உள்ள போனீஸ் போறாங்க அதாவது பயங்கரம் வழியால சு உள்ள வரது இதுதான் வேலை இப்ப கேமரா ஒரு உருவா முன்னா பார்த்து ரொம்ப கூட இருக்கவங்க சமாதானப்படுத்த உச்சி மேல இருக்குது வந்துட்டு ஒரு சத்தம் ஏதே தங்களை நோக்கி வர மாதிரி ஒரு சத்தம் நடு காட்டுல ஒரு மாதிரியான வழிகாட்டுறதுக்காக கூப்பிட்டு வந்தா அவரும் ரெண்டு பேருமே கிளம்புறாங்க ஒரு கோழியும் ஒரு மாதிரியான பூஜைகள்லாம் நடுக்காட்டுல பண்ணிட்டு இருக்காங்க இந்த பக்கம் இவங்க தனியா உட்காந்துருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் இந்த பூஜைய பண்றாங்க இப்ப திரும்ப வராங்க ஒரு மாதிரியான சத்தம் வருது இப்ப ஒரு உருவம் வந்து அந்த கோழியே தூக்குது இவங்க ஆணியால வச்சு அடிக்கலாம் பிடிக்கலாம்னு பாப்பாங்க சைடும் இப்பிழஞ்சு கிடக்கும் இப்ப அதை பார்த்து நம்ம கேமராமேன் பயந்துட்டாரு இப்ப இதை பார்த்து இன்னும் மர ஆரம்பிச்சுட்டாரு அங்க இருந்த கோழி இங்க எப்படி வந்திருக்கும் இதெல்லாம் எனக்கு நம்புற மாதிரி ஒண்ணு தெரியல எனக்கு பயமா இருக்கு நான் வீட்டுக்கு கிளம்புறேன் அப்படிங்கிற மாதிரி கிளம்புறேன் இப்ப இருக்கங்களும் அதெல்லாம் ஒன்னு சொல்லி சமாதானப்படுத்திட்டு அடிக்கும் போது பார்க்கலாம் வீட்டுக்குள்ள மாட்டிக்கிட்டார் வெளியவும் போக கூட வந்தாச்சு ஏகப்பட்ட உருவங்கள் ஏகப்பட்ட மர்மங்கள் நம்ம போலீஸ்கார பயன்படுத்து நடுங்கிட்டு தேடி கையில் ஒரு டார்ச் லைட் தான் இருக்கிறாங்க அங்க மூலைய ஒரு சின்ன அந்த சின்னப் போயிட்டு திறந்து பார்ப்பாங்க வேற ஒரு உருவம் அந்த உள்ளார செத்து கிடக்கும் அதை பார்த்து பயந்துட்டு திரும்ப வந்து கதவு திறப்பாரு ஆனா கதவு ஓடிக்கும் இப்ப அந்த பொட்டியிலிருந்து திறந்து ஒரு உருவம் திரும்ப ஆரம்பிக்கும் அங்கிருந்து நம்ம போலீஸ் ஆபீசர் ஓடுறாரு வெளியவே ஓட முடியல அந்த எஸ்டேட்டுக்குள்ளே ஓடி இப்ப இந்த பக்கம் நம்ம ரிப்போர்டர் டீம் நம்ம ஹீரோ தான் எனக்கு சரியா படல எல்லாரும் சும்மா இருக்கு அப்புறம் டீமு கூட வந்த வழிகாட்டியாக வந்த இன்னும் ஒருத்தர் அடிஷனலா கூட வந்து வருவாங்க ஆனா படிக்கல ஒரு உருவம் கூந்தடிச்சு நம்ம ஹீரோயினி வருவாங்க இப்ப ஏகப்பட்ட வீட்டில் இருக்கக்கூடிய சேரு குண்டா தட்டு முறை எல்லாமே நம்ம ஹீரோனிக்கு வழிவிடாம அடைச்சுக்கும் சின்ன பொண்ணு ரெண்டு பேரும் போலீசும் அங்கிருந்து கதவு தொடர்ந்து தப்பிச்சு ஓட ஆனா உள்ளார ஓடி ரெண்டு பேரும் என்ன நடக்குதுன்னு இது எந்த மாதிரியான வழிகாட்டி இந்த வீடு ஒரு காலத்துல பெரிய ஆச்சு தான் வாங்க ரொம்ப பணக்காரங்க அவங்களுக்கு ஒரு நல்ல பழக்கம் இருக்கு என்னன்னா இங்க இருக்கிற ஏழை மக்கள் கூட பார்க்காம வயசுல சின்னவங்களாக இருந்தாலும் கூட்டு வச்சு அவ்வளோ மரியாதையாக பேசுவாங்க சாப்பிட்டியா உனக்கு ஏதாவது பணம் தேவையாக இருக்கா எல்லாம் உதவியும் பண்ணுவாங்க ஆனால் இந்த பெரியாச்சி மாதத்துக்கு ரெண்டு தடவை தான் இந்த வீட்டுக்கே வருவாங்க வீட்டுக்கு வந்த அன்னைக்கு தான் இந்த மாதிரி எல்லாருமே கூப்பிட்டு நல்லா விசாரிப்பாங்க இப்படி இருக்கிற பெரிய ஒரு நாள் என்ன பண்ணாங்கன்னா மங்காச்சிக்கிட்ட இந்த வீட்டை ஒப்படைச்சாங்க இந்த பொறுப்பை எல்லாத்தையும் நீ பார்த்துக்கன்னு சொல்லி கூட இருக்கிறதுக்காக ஒப்படைச்சாங்க ஏன்னா நெருங்கிய ஃப்ரெண்டு ஆனால் நம்ம மங்காட்சிக்கு ஆசை பேர் ஆசை வந்துட்டு நம்ம பெரிய ஏதாவது பண்ணுறது நம்ம உடம்பு நல்லா இருக்கணும் அவங்க சொல்றதுக்கு எல்லாத்தையும் தலையாட்டினாங்க நம்ம பெரியாச்சி இப்ப மங்காட்சி என்ன பண்ணாங்க அதை தனக்கு சாதகமாக பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க நிறைய உயிர் பலி நரக பலின்னு சொல்லிட்டு எல்லாருமே பலி பண்ணி ஒரு கட்டத்தில் நம்ம பெரியாட்சியை முடியாத அளவுக்கு ஆகிட்டாங்க போற வழியில இருக்கிறதாவும் அந்த சாமியை தேடி எடுக்கிறதுக்கு போனவன் சில கட்டுக்கதைகள் நம்ம பெரிய காணாம போயிட்டாங்க அவன் வெளியே போக முடியாம ஒரு சுரங்க பாதை ஓடிட்டு இருப்பான் இப்ப நம்ம வழிகாட்டி சொன்னிங் எல்லாமே அங்க நோன்ற அளவுக்கு இப்ப அந்த இடத்தோடி இருக்கான் இப்ப டக்குனு அவனுக்கு ஏதோ ஒண்ணு பயன்படுத்துற மாதிரி இருக்கும் அப்படியே வழிகாட்டி பேசிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு ஏதோ ஒரு சத்தம் கேட்குது நம்ம ஹீரோ பேசுற மாதிரி சத்தம் கேட்குது அதை தேடி போறாங்க ஆனா நம்ம ரிப்போர்ட்டர் மட்டும் தனியா போய மாட்டேங்கிறாரு இப்ப கூட இருந்தவரும் தனித்தனியா பிரிஞ்சிட்டாங்க போலீஸும் இவங்க ரெண்டு பேரும் வழி அழிஞ்சிட்டு இருக்காங்க இப்ப மேல போறாங்க ஒரு மாறியான சத்தம் பேசுறாங்க பின்னாடி ஒரு கேமரா எடுக்கலான்னு போவாங்க முன்னாடி பார்த்தா ஒரு ரெண்டு கண்ணு நோண்டி அப்படியே கேமராக்கு முன்னாடி கலக்கும் அதை பார்த்து ரெண்டு பேருமே கத்த ஆரம்பிச்சுப்பாங்க சரி அந்த கேமராவில் என்னதான் இருக்கு அப்படிங்கிற மாதிரி எடுத்து பிளே பண்ணி பார்ப்பாங்க அதுல ஒரு வீடியோ இருக்கும் நம்ம பையன் ஒருத்தன் ரிப்போர்டர் பையன் ஒருத்தவன் ஒரு சுரங்க பாதக்குள்ள போயிட்டு ஒரு சாமி கிட்ட சில சாமி எடுக்கலாம்னு சொல்லி பலர்ந்து நான்ல அவன தான் காமிக்கிறாங்க அந்த வீடியோவைதான் காமிக்கிறாங்க அவன் கண்ணை நோண்டி இங்க எடுத்துட்டு வந்து போட்டிருப்பாங்க அவனோட கேமரா இந்த கேமராவும் அதை பார்த்து நம்ம போலீஸ் ஆஃபீஸர் மிரண்டி போறாரு கொஞ்சம் ஆபீசர் மிரண்டு போறாரு இல்ல இது நான் அப்படிங்கிற மாதிரி அம்மாவும் சரி சொல்லிட்டு ரெண்டு பேருமே ஓட ஆரம்பிக்கிறாங்க ஓட ஆரம்பிக்கிறாங்க இந்த பக்கம் நம்ம ஹீரோயினி நம்ம ஹீரோயினி பயத்துல வெளியே போறதுக்காக அப்படியே போயிட்டு இருப்பாங்க இப்ப மேல பாத்தீங்கன்னா ஒரு கிளவியை கட்டுப்பட்டு வச்சிருப்பாங்க பார்க்கவே ரொம்ப கொடூரமா இருக்கும் கத்தாரிக்கும் திரும்ப அங்கிருந்து வெளியே ஓடி வருவாங்க இப்ப இந்த பக்கம் நம்ம போலீஸ் ஆஃபீஸரும் டாக்டரும் ஓடி வருவாங்கல்ல ரெண்டு பேருமே பார்த்துருவாங்க இப்ப ஒருத்தரை பார்த்து ஒருத்தரே பயப்பட ஆரம்பிச்சிருவோம் இப்ப இவங்க மூணு பேரும் வந்து உட்காந்து தனக்கு நடந்ததை பத்தி தான் எப்படி உள்ள வந்தத பத்தி எல்லாரும் பேசிட்டு இருப்பாங்க இப்ப இந்த வீட்டை விட்டு வெளியவே போக முடியல எங்க போனாலும் திரும்ப வந்த இடத்துக்கு மாதிரி வெளியே போயிடலாம் இப்ப கூட இருக்கா பெரியாச்சி தான் இறந்துட்டாங்களே அப்படிங்கிற மாதிரி இல்ல இல்ல மேல பாத்தவங்களோ அவங்கள இங்கதான் கட்டி வச்சிருக்கிறதா ஊர்லதான் இந்த மாதிரியான இறந்துட்டதா சொல்லி ஏமாற்றிட்டுருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் அவங்கள நான் மேலே பார்த்தேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இப்போ ஒரு கட்டத்தில் நம்ம போலீஸும் நம்ம டாக்டரும் மேலே போகிறாங்க ஆனால் அந்த இடத்துல பார்த்தா காணும் இப்போ இங்கே பார்த்தேன்னு சொல்கிறாங்க கட்டி போட்டதாகவும் சொல்கிறாங்க ஆனால் காணான்னு திரும்ப அங்கே எதையோ பார்த்துட்டு பயத்தில் மூணு பேர் ஓட ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ கட் பண்ண இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க நம்ம ஹீரோ நம்ம ரிப்போர்ட்ரு ஹீரோயினியை தேடி தான் உள்ளே இருக்காங்க இப்போ திடீர்னு பார்த்தா திரும்ப நம்ம ஹீரோ பின்னாடி ஒரு பயத்திக்காராக வந்துடும் இப்போ அவங்ககிட்ட இருந்து தூக்கி போட்டு அடித்து நம்ம ஹீரோக்கு சில மந்திரங்கள்லாம் ஊதி திருநூறு எடுத்துறாங்க இப்போ அவன் நார்மல் நிலைமைக்கே வந்துவிட்டான் அவனுக்கு பேய் தான் பிடிச்சிருந்தது அதனால அவன் அப்படி இருந்திருக்கான் இப்போ அவனை உட்கார வச்சு நீ எப்படி வந்த ஏன் இது நடக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான் இப்ப உள்ள இருக்கிறது எல்லாம் யாருதான் அவங்க தான் பெரியாட்சிய கொண்டாங்க எதுக்காக தான் இந்த இடத்துல இருக்க சொத்துக்காக ஆனா அவங்களை கொண்டதுக்கு அப்புறம் நம்ம சின்ன நிறைய தேடி அதான் மங்களாட்சி அவங்க தேடி ஆனா நம்ம பெரியாச்சி ரூமுக்கு மட்டும் போகவே முடியல அந்த சாவியும் கிடைக்கல விட்டு வைக்கலாம் இப்ப அவரும் இப்ப அந்த வீட்டு கிட்ட போகும்போது அங்க சில பேர் அங்கேயும் சில நம்ம ஹீரோவையும் வாங்கி அங்கிருந்து தப்பிச்சு கூட இருக்க ரெண்டு உருவம் வருது வழிகாட்டியும் ஒரே இடத்துல உட்காந்துருக்கானுங்க அங்க ஏதோ ஒரு சத்தம் கேக்குது பின்னாடி கதைலா தானாவே பயத்துல ரெண்டு பேரும் இருக்காங்க இப்ப நம்ம வழிகாட்டி பேர் எதாச்சுன்னா இவனை பேர் சொல்லி ஏதாச்சினா எப்படி இருக்க அப்படிங்கிற மாதிரி ஒரு குரல் ஒன்று கேட்குது இவரும் சுதாரிச்சுக்கிட்டார் பெரியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு வா உன்னை பார்த்து ரொம்ப நாள் ஆகுது கூட வா அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு இப்போ பின்னாடி அந்த பேய் பிடிச்சிருந்தால அவனே பேயா மாறி இப்போ இவங்க ரெண்டு பேருமே இங்கே இறந்து இப்போ நம்ம ரிப்போர்ட்டர்ல பிக்கி இருந்தான் வழி காட்டுறதுக்காக வந்தவனும் இறந்தான் ஆல்ரெடி பேயாக இருந்தவன் பேயா மாறிட்டான் அப்புறம் ரிப்போர்ட்ரு கேமராமேன் ஒருத்தவன் இருந்தான்ல அவனுமே இறந்து போயிட்டான் கண்ணன் வண்டி போட்டுருச்சுங்க அந்த போலீஸ்காரரும் இறந்துடுறாரு இப்போ எஸ்ஐ போலீஸு நம்ம ஹீரோனி ஹீரோவும் தான் இருக்காங்க டாக்டர்மா தான் இருக்காங்க இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸர் எஸ்ஐயும் டாக்டர் அம்மாவும் நம்ம ஹீரோயினி இருக்காங்க ஹீரோயினையும் டாக்டர் அம்மாவும் பேய்ங்க ஒரு ஒரு பக்கம் ஆளுக்கு ஒரு ஒரு பக்கம் எடுத்துகிட்டு போயிடுச்சுங்க நம்ம போலீஸ் ஆஃபீஸரு பயத்தில் தெரித்து ஓட ஆரம்பிச்சிட்டாரு இப்போ நம்ம போலீஸ் ஆஃபீஸருமே பேய்ங்க கொண்டு அப்படியே கட் நம்ம ஹீரோயினையும் காமிக்கிறாங்க நம்ம ஹீரோயினி ஒரு ரூமில் தனியாக இருக்காங்க இப்போ அங்கே நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சி வந்துடுறாரு பயப்படாத பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அந்த இடமே இருட்டா இருக்குது கையில் லைட்டில் இப்போ கேமரா லைட்டு தான் ஆன் பண்ணி பார்க்குறாங்க இப்ப அங்க ஒரு உருவோம் இப்ப போவாதீங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல இப்ப நம்ம ஹீரோவும் காணாம போயிடறாரு நம்ம ஹீரோயினி பயத்துல தேட ஆரம்பிக்கிறாரு இப்ப அவங்க அப்பா நம்ம ஹீரோனியோட அப்பாவை காமிக்கிறாங்க ஐயும் ஒரு ரிப்போர்டர் தான் படத்தோட ஆரம்பத்துல ஒரு தமிழ்நாட்டை சேர்ந்த ரிப்போர்ட்டர் காணாம போனாருன்னு சொன்னாங்கல்ல அவரு இது உள்ளதா இருக்காரு வீல் சேர்ல இப்ப அப்பயே அவரும் மாயமா மறையிறாரு இப்ப நம்ம ஹீரோயினி பயத்துல கத்தாரிக்கிறாங்க திரும்ப நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க ஹீரோ அந்த இடத்துல வராங்க திரும்பி நிற்கிறாங்க நம்ம ஹீரோயினி போயிட்டு கூப்பிட்றாங்க இப்போ திரும்பி பார்த்தா நம்ம ஹீரோ கண்ணெல்லாம் ரெட்டாக இருக்கு இவரும் பேய மாதிரி இருளவு தான் நம்ம ஹீரோனி சோழியுமே முடிஞ்சு போச்சு இந்த இடத்துல இப்போ அடுத்த நாடாக நியூஸில் இந்த எஸ்டேட்டில் திரும்பவும் மர்மமான முறையில் சில மர்ம கும்பல்லாம் அரங்கேறியது அனுமதியே இல்லாமல் உள்ளே போயிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம போலீஸ் ஆஃபீஸரு டாக்டரு நம்ம ரிப்போர்ட்ரு நம்ம ஹீரோவை எல்லாத்தையுமே காமிக்க ஆரம்பிச்சுட்டாங்க இப்போ நம்ம ஹீரோனி ஹீரோயினியோட அப்பா ஆல்ரெடி உள்ளே போனார் அப்படிங்கிற மாதிரி குறித்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க டிவியில் இந்த எஸ்டப்பத்தினோட மர்மம் இன்னும் திறந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி டிவி சேனல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க இப்போ இந்த படத்தோட கதையை இதோட முடிக்கிறாங்க இந்த படத்தோட மெயினான கதையை மட்டுந்தான் உங்களுக்கு நான் சொல்லியிருக்கேன் இந்த படத்தோட கதையை தான் சொல்லியிருக்கேன் இன்னும் த்ரில்லிங்காக பார்க்கணும் பயத்தோட பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி ஆசைப்பட்டிங்கன்னா ஓடிடியில ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இந்த படம் தமிழ் டப்பில் அவைலபிளாக தான் இருக்குது ஸோ பார்த்து என்ஜாய் பண்ணி மொத்த கதையுமே தெரிஞ்சுக்கேன் இன்னும் சுவாரஸ்யமாக இருக்கும் கொஞ்சம் த்ரில்லிங்காகவே இருக்கும் பொதுவாக பேய் படங்களை நம்ம எந்த அளவுக்கு கதையாச்சும் சொன்னாலும் அதுல கொஞ்சம் த்ரில்லிங் இருக்கணும் ஏன்னா பேய்கள் பொறுமையாக வரும் அதை பார்க்கும் நமக்கு கொஞ்சம் த்ரில்லிங்காக இருக்கும் கதையா சொல்லும் அது கொஞ்சம் மிஸ் ஆகும் ஸோ முழு படத்தையுமே பார்த்துட்டு அப்புறம் என்ஜாய் பண்ணுங்க ரைட் இந்த படத்தோட கதை உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம நம்ம சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிடுங்க அப்புறம் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க இந்த படத்தோட பற்றி ஏதாவது கருத்துகள் இருந்ததுன்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க வேற ஒரு நல்ல படத்தோட கதையில உங்களை நான் சந்திக்கிறேன் தேங்க்யூ